மகள்சல் என்றும் என்றும் சொல்ல ம என்பதைப் பற்றி நாம் எண்ணிாக கூடியவர்கள் உலகத்தில் அல்லார சூழுக்கு வழிபட்டு பாதியிலே நடந்து அல்லாருடைய அங்கார வணக்கத்தையும் விவாகத்தையும் செய்து இறைவனுடைய நல்லாசியை பெற்று ஈமானோடு மன்தாகி அந்த தாய் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றார் அதே நேரத்தில் அவர்கள் பெற்ற மகள் நரகத்திலே கடந்து வேதனைப்படுகின்றார்கள் நரகத்திலே கடந்து வேதனைப்படுகிறார்கள் என்று சொன்னால் சாமான் ஒரு வேதனை அல்ல உச்சி தொடுத்து உள்ளங்கால் ஒரே ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொடுக்கின்ற அலாபை அந்த தாய்க்கு எடுத்து காட்டப்படுகின்றது அப்பதான் அந்த தாய் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார் நான் பெற்ற மகளே என் அருமை கண்மணியான மகளே உன்னை இந்த உலகத்தினை பெற்று வளர்த்து ஆராட்டி சீராட்டி நல்ல மார்க்க கருவிகளை உனக்கு படித்து கொடுத்து உன்னுடைய வயதுக்கு பொருத்தமான முறையிலே ஒரு கணவனுக்கு உன்னை மனமுழுத்து கொடுத்தேனே அப்படி இருக்க ஏன் உனக்கு இந்த விதமான வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த தாய் கேட்கின்றார்கள் அதற்குத்தான் அந்த மகள் பல சொல்லுகின்றது அப்ப தாய் கேட்கின்றார்கள் என் அருமையில் கண்மணியான மகளே உனக்கு ஏன் இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது என்று கேட்கும் அந்த மகள் பதில் சொல்லுகின்ற உலகத்தில் பழித்திருந்தும் அழிந்திருந்தும் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை நான் உணர்ந்திருந்தும் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசத்தை சிக்கையடைந்து வீணான பாதையில் சென்றதினால எனக்குகள்ார்கள் கண்மணியான மகளே அவனுடைய அருமை வாய்ந்த தலைகளிலே நரகத்தினுடைய ஜப்பானியார்கள் நரக நெருப்புகளை கூட்டி உன்னை வேதனைப்படுத்துகின்றார்களே நீ என்ன குற்றம் செய்தாய் தலைகளிலே நெருப்புச் செட்டி மனக்கு வைத்து அடிப்பதென்ன உன்னுடைய தலையில நெருப்புச் செட்டிகளை வைத்து வழக்குகள் அபாபப்படுத்துகிறார்கள் தனி வழியே நடந்தேன் சட்ட திருத்தங்களின் படி நம்மளுடைய மார்க்க மரம்பின்படி அதையெல்லாம் நான் மறந்துவிட்டு கோஷா முறை என்று சொல்லக்கூடிய அந்த முறையும் மறந்துவிட்டு தலையிலேயே முக்கால் இல்லாதபடி தலையில் இருந்து நான் தனியாக எனக்கு இந்த முறையிலே வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பத சொன்னார்களா இதை கேட்ட அந்த தாய் விடவில்லை மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள் கண்களில் இரண்டிலுமே அறிவதில் என் அன்பு கண்மணியான மகளே கண்கள் இரண்டிலுமே கதரை காட்சி அடைவதென்ன ஆண்டவன் கொடுத்து வாய்ந்த கண்களில் நரகத்தினுடைய ஜபானியாக்கள் கதல்களை காட்சி கண்களை குத்தி அகாபப்படுத்துகின்றார்களே என்ன குற்றம் செய்தாய் என்று தாய் கேட்கின்றார் மகள் பெண் சொல்லுகின்ற என் அன்பின் தாய் அவர்களே ஆண்டவன் தந்த இந்த கண்ணை கொண்டு நல்ல பார்வையை பார்க்கும்படியாக இன்னும் பார்க்க கூடிய பார்வைகளை பார்ப்பதற்காக ஆண்டவன் தந்த இந்த கண்ணை கொண்டு பார்க்க கூடாத பார்வைகளாக பார்த்தேன் அது மட்டுமல்ல என்னுடைய கணவர் ஏதாவிலும் என்னுடைய இடத்திலே வந்து கேட்டார்களே ஆனால் ஆனால் கேட்ட கேள்வி எனக்கு பொறுக்கவில்லை என்று சொன்னால் உடனே ரெண்டு கண்களையும் கொண்ட அப்படியே ஒரு உருட்டு உருட்டி அந்த கணவரை அவர்கள் அப்படியே பயந்து விடுவார்கள் இப்படி கணவனை மினக்கக்கூடிய முறையிலே நான் கண்களை கொண்டு பார்த்தேன் இப்படி பார்க்கக்கூடாத பார்வைகளாக பார்த்தேன் அதனால் எனக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த வேதனை என்று அந்த மகள் பெயர் சொன்னார்கள் ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே எண்ணி பார்க்க வேண்டும் நாள ஒரு வேதனை நிச்சயமாக இதுபோன்று நாமளுக்கு இருக்கிறது என்பதை பற்றி உணர்ந்து காட்டுகின்றார் இந்த பாடலை பாடியவர்கள் அது மட்டுமல்ல அந்த தாய் மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள் என்ன கேட்கின்றார்களே ஆனால் மூக்கூத்தூர வேண்டும் உள்ள அதாவது ஒன்னுடைய அழகு வாய்ந்த முகத்திலே மூக்கிலே அதாவது துவாரங்களில் நரகத்தினுடைய மலக்குகள் முள்ளானிகளை கொண்டு ஒன்னை குத்தி அலாபப்படுத்துகிறார்கள் என்று என்ன குற்றம் செய்தாய் மகள் பத் சொல்லுகின்ற தாய் அவர்களே அதாவது பெண்கள் நகை அணிவது அவர்களுக்கு சொன்னது அதாவது எந்த முறையில வீடக்கமாக தன்னுடைய கணவருக்கு தன்னை அலங்காரம் செய்திருப்பது அவர்களுக்கு அது கூர்வமானது அதை மறந்து நான் நகை போட்டிருக்கின்றேன் மூகுத்தி போட்டிருக்கின்றேன் புல்லாக்கு போட்டிருக்கின்றேன் என்ன ஆபரணங்களை அழிந்து இருக்கின்றேன் எல்லாரும் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய முறையில நான் எல்லா எல்லா விதமான ஆபரணங்கள் தெரியக்கூடிய முறையில நான் பகிரங்கமாக நடந்தேன் ஆகையினால எல்லாரும் பார்க்கக்கூடிய முறையிலே நான் வினிக்கு திரிந்தேன் என்று அந்த மகள் சொன்னார்கள் துவார நின்றும் செப்பாணி அறைவதென்னு காட்டு செவிகளில் நெருப்பு ஆணிகளை கொண்டு அறிந்து உன்னை வேதனைப்படுத்துகின்றார்களே நீ என்ன குற்றம் செய்தால் கேளாத வார்த்தைகளை கேட்டேன் என்று சொன்னேன் அம்மா மகள் பெயர் சொல்லுகின்ற என் தாயவர்களே அதாவது கேளாத வார்த்தைகளை அக்கம் பற்றே என்ன விட்டார்வே, ஏதாவது நமக்கு விரோதமானவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லாததை சொன்னார்கள் என்று என்ன பேசுகிறார்கள் என்று ஒத்து கேட்டேன் இப்படி கேடாத வார்த்தைகளை கேட்டேன் என்று சொன்னதற்காக வேண்டி எனக்கு இப்பேற்ப ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் சொன்னார்களா அது மட்டுமல்ல அந்த தாயர் மீண்டும் தன்னுடைய மகனை பார்த்து என்னை கேட்கின்றார்களையா நாள் வாழ்கொண்டு நாக்கள் தேவதாம் வாழ்வுண்டு நாக்கள் தேவதே கேள்வதாம் கொள்கின்ற மணிகள் மகளே நுடைய மலக்குகள் வாழ்கொண்டு நாக்கு எழுத்து வகுந்து கிழிப்பது என்ன அழகான செய்தார் ஏன் இப்படி உனக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று கேட்கும் பொழுது அந்த மகள் சொல்லுகின்றது என் அருமை தாயவர்களே ஆண்டவன் தந்தை இந்த நாவை கொண்டு நல்லதை பேசாதபடி நல்லதை சொல்லாதபடி ாலே போினே குணி பேசினேன் புறம் பேசினேன் பொய் சொல்லியம் செய்தேன் இதுபோன்று சொல்லக்கூடாத வார்த்தைகளை இந்த நாவினால் சொன்னேன் அதனால் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கப்படுகின்றது ஆண்டு அவன் கொடுத்த இந்த நாவை கொண்டு நல்ல பழக்கங்களை சொல்ல வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் ஒரு ஆணை ஓத வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இதுபோன்று நல்ல பழக்கங்களுக்கு வழியிலே இந்த நாவை செலவு செய்தேன் அதனால் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களா அது மட்டுமல்ல இன்னும் வாழ்கொண்டு நாக்கெழுத்து வகிந்து விழிப்பதென்ன கோல் குண்டா சொல்லி குடியை கிடைத்தேன் அம்மா பாம்பு வந்து தீண்டி பாம்புகளும் பயங்கரமான கூட்டம் செய்தால் மகள் சொல்லுகின்றது ஏழைகள் குடல் குதிப்பில் ஈன உடல் வளர்த்தே நம்ம பசியாலும் பசியால பட்டினிய மக்கள் வன்மையும் கொடுமையாக அஞ்சோ பத்தோ தாறுகள் என்று கேட்டால் அதுபோன்ற நூறு ரூபாயை கொடுத்தார் அதற்கு பகரமாக வட்டியாக நான் பத்து ரூபாயோ பதினைந்து ரூபாயோ வாங்குகின்றது இதுபோன்று அதாவது ஏழைகள் உடல் குதிப்பில் ஈன உடல் வளர்த்தேன் இந்த விதமான உடலில் ஏழைகளை நான் குழிந்து சாப்பிட்டேன் அதனால் எனக்கு இவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் தாய்க்கு பதில் சொன்னார்களாம் இதை கேட்ட அந்த தாயவர்கள் மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள் நெஞ்சை பேடருந்து அதில் இருக்கும் அறிவு அன்மை கண்மணியான மகளே நெஞ்சை பிழப்பு அதிக நேராப்பு இடுவதென்ன பொருளுடைய நெஞ்சை பிழப்பு நரகத்துடைய மலக்குகள் இந்த விதமான பயங்கரமான ஒரு வேதனையை கொடுக்கின்றார்களே என்ன குற்றம் செய்தால் மகள் புதிகின்றது வஞ்சகம் செய்தவர்களே நெஞ்சார வஞ்சித்தேன் நெஞ்சார நெஞ்சார அழுத்தவர்களை நான் மனமாற நான் வஞ்சித்து கொடுமை செய்தேன் அதனால் எனக்கு இப்போ இருக்க பயங்கரமான வேதனை கொடுக்கப்படுகின்றது குழரி அழுதிடவேள்ளி கூண்டு அழிப்பது என்ன வாய் குளர நாக உணர நரகத்துடைய மனக்குகளை ஒன்னே அழித்து அதாரப்படுத்துகின்றார்களே என்ன குற்றம் செய்தாய்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 அவங்கள வேற மாதிரி கவனிக்கிறது இதுதான் கலறி விடல கண்ணோரம் பார்த்தேன் செய்தேன் ஏற்றதாழ்வாக இவ்வளவு பெரிய ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களா அந்த அம்மா விடல மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள் அள்ளியே அறுத்தருப்பத செல்லக்கூடாத போகக்கூடாது நான் சென்றேன் எனக்கு கொடுக்கப்படுகின்ற வேதனைகளை கொண்டு வந்து வேதனைப்படுத்தார்கள் என்று கூற்றம் செய்தால் மெல்லிய உடை அழிந்து மேல்வினிக்கு திரிந்தேனம்மா மெல்லிய உடை அதாவது அங்கங்கள் தெரிய வேண்டிய அளவுக்கு மெல்லிய உடைகளை அழிந்து நான் பிறல் பார்க்கும்படியாக ஆபாசமான முறையில் நான் நடந்தேன் அதனால் எனக்கு இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களா தாய்மார்களே எண்ணி பார்க்க வேண்டும் இப்பொழுது அல்ல ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய அரண்மநாயகம் ரசூலைக்கரின் சொல்லல் பார்க்க வரைய சொல்ல அவர்கள் சொன்னார்கள் பின்னால் ஒரு தாள வரும் அலாமத்தில் உள்ள அடையாளங்களில் ஒன்று பெண்கள் தன்னுடைய அங்கங்கள் வெளியே தெரிய வேண்டிய அளவுக்கு ஆபாசமான உரை அணிந்து செல்வார்கள் திரகங்கள் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு மெல்லிய உடைகள் அணிந்துடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் என்று நம்முடைய அருமநாயகர் சூழ்நிலை பெரிய சொல்ல வரையில சொல்லம் என்று சொன்னார்கள் அது இன்று நடக்கின்றது நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆகையினால் காலத்தினுடைய நன்மையை பொறுத்து சேவையினுடைய தரங்கள் குறைந்து விட்டது அந்த காலத்துல பதினாறு முழம் பதினெட்டு முனம் சேலையை உடுத்தி ஒரு சுத்தி சுத்தி முக்காடை போட்டாங்க ஆனா இப்ப உள்ள துணிவெட்டு டெய்லிய உடைய வெங்காய சிறகு அதாவது இது போன்ற நவநாதரிகமான ஆடைகளுடைய தன்மை என்றால் தலையில போட்டாலும் கிடக்காது முக்காடு ஆகையினால மொளகு ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆக சட்ட சிந்திக்க அறிவை பெரியவர்களே தாய்மார்களே டிவி ஃபாத்திமா ஹலிப்பாக நடந்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்ற ஒரு சரித்திர வரலாறு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் படித்தவர்கள் ஒரு நாள் அன்று டிவி பாத்திமா அவர்கள் அரண்மநாயகம் அவர்கள் ஹதீஸ் பயாசிங் ஒன்று இருக்கும் பொழுது பாத்திமா புழுக்கொன்றிருக்க வேண்டிய ஒரு காட்சியை அவர்கள் கண்டு மற்றவர்களிடையே கேட்கின்றார்களா அதோ போகின்ற அந்த மூதாட்டி யாரென்று அப்போது பக்கத்தில் விழுக்கின்ற அகுளத்தில் உன் சொல்லுகின்றார்கள் அருமை போகின்றது யாரென்று உங்களுக்கு புரியவில்லையா அவர்கள் தான் தாங்களுடைய அருமை கண்மணியானவர்கள் டிவி பாத்திமா பாத்திமாவா இந்த அளவுக்கு பெரிய ஒரு கிளவியை போன்று போகின்றார்கள் என்று அருண நம்பி வைந்தார்களா அந்த முறையிலே வெளியே செல்லும் பொழுது தன்னுடைய நிலையை எந்த அளவுக்கு அவர்கள் குறைத்து சென்றிருக்கின்றார்கள் என்பதைப் பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் நவநாகரீகமான காலத்தில் பெண்கள் எந்த முறையில் நாம் வெளியே செல்லுகின்றோம் அந்த பாத்தி மாவுடைய செவ்வாயத்தை அடையக்கூடிய பெறக்கூடிய நாமல் எந்த முறையிலே நடக்கின்றோம் என்பதைப் பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் குறிப்படுக நடந்தோர் காரணத்தை கொண்டு எனக்கு இப்படி ஒரு பயங்கரமான வேதனையை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களா அந்த அம்மா விடல மீது தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள் என் அருமை கண்பணியான மகளே என்னுடைய செல்வமே உனக்கும் மனக்குகள் உனக்கு வேதனை கொடுத்து என்று அந்த மகளை பார்த்து அந்த பாயம் மீண்டும் கேட்கின்றார்கள் மூளைகள் They don't want அழைமகளே மூளைகள் சிதறும்படி மலர் அடிப்பதை மூளைகள் எல்லாம் நீ என்ன தவறு செய்தால் ஏறி ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று தாய் கேட்டார்கள் பெயர் சொல்லுகின்றார் தவிக்கிவிட்டு அழுத்ததனை கெடுத்தேனம்மா தண்ணில் ஆடிய தன்னு கணவன் இருக்கும் பொழுது தன்னுடைய கணவனுக்கு துரோகமான முறையில தன்னே தன்னுடைய கணவர்களுக்கு துரோகம் செய்து நான் பிறகு புரிசோடு நான் மனம் தலைவோடு ஆகையினால நான் பெற்றதும் அல்லாது அவர்களையும் பெரும்படியாக செய்தேன் இதுபோன்ற ஒரு பயங்கரமான ஒரு குற்றத்தை செய்த எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது சொல்லு அதை உள்ளதனைப்படுகின்ற மகளை பார்த்து கேட்கின்றார்கள் என்ன கேட்கின்றார்களே ஆனால் தீட்டிய நீட்டிய ரம்பு கொண்டு இருக்கார்கள் அறுப்பதுன்னு நீட்டியே கடவுள் செய்து நீ இவை கண்மணியான மகளே தீட்டிய ரம்பம் கொண்டு திருக்கரங்கள் அமைப்பது என்ன நரகத்துடைய வழக்குகள் நரகத்தினுடைய ரம்பங்களை கொண்டு தீட்டிய வாழ் கொண்டு அடகு வாய்ந்த கரங்களை கண்ட கண்டமாகத்தானே அழிந்து பொண்ணை வேதனைப்படுத்துகின்றார்களே நீ என்ன குற்றம் செய்தால் மகள் பரிசொலுகின்றது என் அருமை தாயவர்களே நீட்டிய கலகு செய்து நீலிமையில் வளர்த்தேன் அம்மா அதாவது பொருளை நான் கலவு செய்து அந்நிய பொருள்களை அபகரித்து நான் உண்டதுனால எனக்கு இப்பேற்கு ஒரு பயங்கரமான வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் மத சொன்னார்களாம் நாட்டிய பாதத்திலே நட்டுபக்காரி கொட்டுவது என்ன உன்னுடைய அழகு வாய்ந்த பாதங்களில் நரசர்களுடைய பயங்கரமான அவசை கழித்து வேதனைப்படுத்துகின்றது என்ன குற்றம் செய்தார் கொலுசுக்கு செலங்கை கேட்டி குலுக்கு நடந்தேன் தந்தை கொலுசு என்று சொல்லக்கூடிய ஒளி அதாவது புதுசான ஆபரணம் அந்த காலினை போட்டு அது நாலு பேருக்கு காது கிடக்கும் படியாக பூமியிலே திட்டு திட்டு விதிக்கிறது அப்ப சத்தங்கள் அதான் பொலுசுக்கு செலங்கை கேட்டி குலுக்கி குதிக்கி நடந்தேன் அம்மா அந்த முறையில் நான் நான் நான் நடந்தேன் அல்லாத சூழலை மறந்தேன் அது மட்டுமல்ல முறையிலே நடப்பது பெரிய குற்றம் அதி மாலை என்று சொல்லுறாங்க பெண் புத்தி மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல சொல்லுகிறா பூமி அதிரவே பூண்டடி வையாத மயிலே பூமி அருகக்கூடிய முறையில பூமியில திட்டு திட்டு என்று கால எடுத்து வச்சு நடப்பது பெரிய குற்றம் நேயித்த வாழ்வு நிறைவு குறைகின்ற ஆகையினால் உன்னுடைய ஆண்டவன் வகுத்த பணியிருக்கின்றதே அளவு அது குறைந்துவிடும் ஆகையினால நீ அந்த முறையில் நடக்காதே நடந்தால் பெரிய குற்றம் குறிக்கி குறிக்கை நடந்தேன் அம்மா இப்படி நான் பயங்கரமான நிலையிலே அல்லா அரசு அல்லாஹ் அரசு மறந்து பயந்து நான் பயப்படாதபடி நடந்த ஒரு காரணத்தை கொண்டு எனக்கு இப்பே ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் சொன்னார்கள் அது மட்டுமல்ல பெரியோர்களே தாய்மார்களே இந்த பூமி காப்பில் இருக்கின்றதே ஒரு நாளைக்கு நம்மளை ஐந்து முறை அழைக்கின்ற நாளைக்கு என்னுடைய வயிற்றுக்கு நீ அனுபவள் என்று நம்மளை பார்த்து ஒரு நாளைக்கு ஐந்து முறை நம்மளை எச்சரிக்கின்ற நாம பயப்படாமல் நடக்கின்றோம் ஆகையினால் அதற்கால் சொல்லுகின்றார் இப்படி ஒரு நேரம் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் மாந்தர்களே தாய்மார்களே என்று நம்மளுக்கு எச்சரித்து சொல்லுகின்றார் ஆகையினால இது மட்டுமல்ல இப்பெயர் பெற்று பயங்கரமான வேதனை கொடுக்கப்படுகின்றதை பார்த்த அந்த தாய் மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்ற அருமை கண்பணியான மகளே செங்கிட்டு குடிய குமருகளை சொடியை கெழுத்தேமா என்னுடைய கண்டிணைந்த மகளே ஆடியை செக்கிலித்து ஆட்டி உன்னை அரைப்பது என்ன அழகத்துடைய வழக்குகள் எல்லாம் ஒன்று செக்கில வைத்து ஆட்டி எண்ணெயை புடிவது போல உன்னை பயங்கரமான வேதனை கொடுக்கின்றார்கள் என்று என்ன குற்றம் செய்தாய் கூடிய குமல்களை குடிய கொமல்களையும் பெரும்படியாக செய்தன் அதனால் எனக்கு இப்பே கொத்து ஒரு பயங்கர வேதனை கொடுக்கப்படுகின்றது ஆகிய நாளின் அன்பு தாயவர்களே இதுதான் நான் செய்ய குற்றத்திற்கு தகுந்த தண்டனை என்று அந்த மகள் பெரு சொன்னார்கள் ஆனால் இந்த பாடலை பாடிய மகான் கவிதாசன் என்று சொல்லக்கூடிய கவிஞர் கடைசியாக சொல்லிக் காட்டுகின்றார் ஏட்டினில் வாழைதாசன் இத்தனையும் சொல்வதென்ன நாட்டில் உள்ள பெண்களுக்கு நல்லொழுக்கும் அரணுமா ஆகையினால் உலகத்தில் உண்டாவாகிய மூவியில் விஷயமாகிய பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமும் நல்ல ஒரு பயமும் நல்ல ஒரு பக்தியும் வர வேண்டும் என்று இந்த பாடலை நான் சிறப்புடன் பாடுகின்றேன் ஆகையினால் அது பொறுத்து அருமை பி வி பாத்திமாடைய சவாயத்தை பெற வேண்டுமையான அவளுக்கு முந்திக்காவல் கிடைத்து பாலத்தை கலந்து நாம் சொற்கத்தில் முந்திக் வேண்டுமே ஆனால் இந்த உலகத்தில் அல்லாரசூருக்கு பயந்து தன்னுடைய கணவனுக்கு நல்ல முறையிலே எதிர்மத்து செய்து தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அல்லாரசூருக்கு பயந்தவர்களாக அயந்தாரம் தொடரக்கூடியவர்களாக நம் அனைவர்களும் ஆகம் பொருட்டு ஆண்டவன் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இந்த பீசா அம்மாவுடைய அறிவை இத்தோடு நிறைவழ்த்திக் கொள்கின்றோம்